வணக்கம் பிள்ளைங்களா நான் உங்கள் சாமி அம்மா பேசுகிறேன் இந்த பதிவில் குழந்தைங்க நல்லா படிக்கிற பற்றி சொல்கிறேன் நிறையா பேரோட கவலை நிறையா பேரோட கேள்வி இது படிக்கணும் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை குழந்தைங்க நல்லா படித்தால் இந்த எதிர்காலத்தில் அதுங்க வந்து நல்லபடியாக வாழ முடியும் ஸோ அதுக்காக சொல்கிற விஷயம் என்னென்னா சரஸ்வதியை கும்பிட்றோம் நாங்கள் அப்பயும் பிள்ளைங்களுக்கு படிக்க வரல அந்த சரஸ்வதி மந்திரத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் என்ன அப்படின்னா அதற்கும் மேல் ஒருத்தர் இருக்கார் ஸோ சரஸ்வதியை கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களையும் கும்பிட சொல்லுங்கள் அதற்குள்ள துதியை சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செல்வம் நல்லபடியாக கிடைக்கும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் செஞ்சும் கூட படிப்பு யாரில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேல் ஒருவர் இருக்கார் அந்த கலைவாணிக்கே குரு அவர் அவரை வணங்குறப்ப என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கல்வி நல்லபடியாக வரும் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா வியாழக்கிழமை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நான்வெஜ்ஜு கொடுக்காதீங்க அடுத்து வெள்ள சுண்டல் அந்த வெள்ள சுண்டல் வந்து குருவுக்கு உகந்தது அந்த வெள்ளை சுண்டலை ஏதாவது ஒரு மாதிரி குழம்போ இல்லை காயாகவோ இல்லை ஸ்நாக்ஸாகவோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்ததும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஒரு கிண்ணத்தில் பொறிச்சு வச்சு நீங்கள் தாளித்து கொடுத்தோம் அதே மாதிரி அந்த குழந்தைங்க உடுத்துற உள்ளாடையில் இப்போ வந்து யூனிஃபார்ம் தான் எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ளாடையில் பனியனோ ஜெட்டியோ வந்து எல்லோ கலர் போட சொல்லும் அப்படி போடுறப்ப என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருவோடய ஆதிக்கம் அந்த குழந்தைங்க உடம்பில் வரும் இதுவே பெரியவங்க காலேஜ் போகிற பிள்ளைங்க அந்த மாதிரி படிக்கிறவங்களாக இருந்தால் சரி எல்லோ கலரில் இருக்கும் மஞ்சள் கனகரகம் கனக புஷ்பரகம் அதாவது கனக புஷ்பரகம் அப்படின்னா புஷ்பரகம்ங்கிறது வெள்ளையாக இருக்கும் கனக புஷ்பரகம் அப்படின்னா எல்லோ ஷேடில் இருக்கும் அந்த எல்லோவை தங்கத்தில் வச்சு மோதிர உரில் போட்டால் வலது கையில் அவரோட அருள் இது கொஞ்சம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கிடையாது பெரியவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகுறதுக்கு அந்த குருவோடய அருள் கண்டிப்பாக வேணும் இது எல்லாத்தையும் கூட ஹைலைட் தான் நான் சொல்கிறேன் அந்த கலைவாணிக்கே குருவானவர் யார் அப்படின்னா ஹயக் க்ரீவர் அவர் வந்து கண்டிப்பாக கல்வியை கொடுப்பார் குழந்தைங்களுக்கு அந்த கலைவாணிக்கே குருங்கிறப்போ அவருக்கு ஆளை பிடிச்சோம்னா விட முடியாது இல்லை அவ நம்மளை ஜெயிச்சு கொடுத்துருவார் அதனால் குழந்தைங்க படிக்கலைங்கிறக்காக கவலைப்படாதீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை கிடைக்குறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை வீட்டில் செய்யுங்க அந்த அருள் கடவுளுக்கோட கருணை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பட்டி புலராக நான்வெஜ்ஜு கொடுக்காதீங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை சரி நல்லது குருவோடய கடாற்றம்